நான் கஷ்டப்பட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா சந்தோஷம் அதையோ தாண்டி எனக்கு கூட்டம் இருக்குது சொந்தம் இருக்குது எனக்கு தெரியும் நம்ம கோயிலுக்கு போவோம் எப்படா நம்ம லைஃப் மாறுவோம் லைஃப் மாறுவோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இயங்குவோம் ஆனா ஆனா கோவிலுக்கு சாமி வந்து ஒரு வாய்ப்பு ஒரு நபர் மூலியமா தான் கொடுக்கும் அந்த நபர் நம்மளோட ஆசிஸ் என் ீம்ல இருந்தோம் டைமண்ட் நிக்கிறேனும் என் டீம்ல இருந்தோம் ஒவ்வொரு நபரும் சொல்லியூ என்னோட டீம் வந்து போயிட்டு யூஸ்வலாகவே நான் ஒர்க் பண்றதே சாட்டர்டே மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் இந்த நெக்ஸ்ட் யூனிட் டேஸ்டர் ஆகும் போது சாட்டர்டே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் வெயிட் பண்ணி எல்லாமே காரணம் இதுவரை நான் யாரையும் நானும் இல்லை ஆனா யார்கிட்ட பேசினாலும் என்னோட பார்க்கறது ஆக்சிசிண்டோபதி மட்டும்தான் இருக்கணும் வராது பாசிட்டிவ் மட்டும்தான் எங்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு பிடிக்கலையா நோ ப்ராப்ளம் போயிட்டு எனக்கு <laughs> <laughs> <laughs>